இன்னைக்கு நம்ம சேனல் என்ன புதுவா பாக்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க போகலாம் வெளியில பாத்துக்கலாம் பாக்ஸுக்கு வெளியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பூரூட் ஜீரோ அப்படின்னு போட்டுருக்க அதுக்கு கீழே லெவன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர்ஸ் அவரை பெஸ்ட் பூஸ்டர் பெஸ்ட் பூஸ்டர் ட்ரைவர் அப்புறம் அது வந்துட்டு நானே தேனே குண்மணின்னு சொல்லிட்டு அப்புறம் அதோட லோவோ போட்டு நம்மளோட ஹிந்தி ஹீரோ பேர் அவரோட பிக்சரை போட்டு ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மியூசிக் டைம் இந்த பூல்டூத் ஹெட்ஃபோனோட நேம் பார்த்திங்கன்னா ரியல்மி ந ஆர் ஆர் நைன் ப்ரோ ஓகேவா அதை அதுக்கப்புறம் பின்னாடி பாக்ஸ் சைடில் எல்லாத்துலேயும் பார்த்தாலும் அதே மாதிரியே மானியத்தினை பொண்ணுமானே அது போட்டிருக்கு அதோட எம்ஆர்பியெல்லாம் இது போட்டிருக்கு இந்த எம்ஆர்பியெலாம் எம்ஆர்பியோட நான் ரேட்டை வீடியோ பண்ணி சொல்கிறேன் ஓகேவா ஸ்பெசிஃபிகேஷன் என்ன போட்டுருக்கோன்னா டைப் நெக்லக்ஸ் நெக்லஸ் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு போட்டுருக்கோம் அப்புறம் குவாலிட்டி ஒன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருக்கேன்ஸ் மானியத்தினை புண்மானன்ட்டு இப்போ பாக்ஸாக அன்பாக்ஸிங் பண்ணுவோம் ஓகேவா ஹெட்ஃபோன் வெளியில வந்துருச்சு இதுதான் நம்மளோட ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இதை கொஞ்சம் தனியாக வச்சிருவோம் மற்றபடி பாக்ஸ்க்குள்ள நல்லா இருக்குள்ள மற்றபடி ஒன்றும் இல்லை காலியா இருக்கு அப்புறம் எதுவும் பார்த்தீங்கன்னாலும் வெறுப்பே எல்லாத்தையும் நல்லா இருக்கும் இப்போ நம்மளோட ப்ளூடூத் ஹெட்போனை பார்ப்போம் நானும் எல்லோரும் இதுவும் எல்லோரும் போட்டுருக்கோம் ஓகேவா இதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா புலூத்தோட ரைட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு மூணு மூணு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்புறம் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க இருங்க கழட்டிக்கலாம் கல்யர்து <laughs> இடையாச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா கரெக்ட்டா வரும் फ्रेंड्स ஓகேவா இப்போ நம்மளோட கம்பள இடி கம்பள இருக்குன்னு பாப்போம் பட் நெக் அப்படியே கரெக்ட்டாவா ஃபிட்டா இருக்கு फ्रेंड्स ஓகேவா இப்போ இதான் ரைட் சைடு பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு அதான் फ्रेंड्स ஆயிச்சே இதன் இப்போ வந்து நம்ம யாருக்குமா வால்யூம் மேக்ஸिमम விலை புரொடக்ஷன் அனிபர்ஸ்ட் பண்ணலாம் இந்த ஆர்கானம் தரான பாலும் வால்யூம் மேக்ஸिमम மேக்ஸிமமே சொல்லுவே ஸ்பீக் கேக்குது फ्रेंड्सதா கேக்குது फ्रेंड्स கேக்குதா தெள்ள அப்பறம் வந்து நம்ம சவுண்ட கம்மி பண்றோம் சவுண்ட கம்மி பண்றது பாத்தீங்கன்னா இத வந்து ரெண்டு சைடுலயே நாம வந்து இயர் பண்ணி பாப்போம் வால்யூம் மேக்ஸिमम வால்யூம் மேக்ஸிமம்னே சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்துட்டு வெறும் இரநூத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது ஆன்லைனில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கீங்க நீங்கள் லிங்க்கை டச் பண்ணி நேராக ஆன்லைனுக்கே போகலாம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்